நற்றிணையின் வெற்றிப்படிகள் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சி எஸ் மித்ரா நான் நடுநிலைப்பள்ளியில் நான்காம் வகுப்பு படுகிறேன் மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாகி எங்கும் காணும் பாட்டு கெனப்புலவர் பாரதி ஆனால் இப்பொழுதெல்லாம் தமிழில் பேசுதலே தலைப்புடி என நினைத்து அந்நிய மொழிகளை அந்நிய மொழி என என்பதை உணர்ந்திட வேண்டும் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த கொடி தமிழ்கொடி மூத்தக்குடி தமிழ் குடி என நாம் மறக்க கூடாது தமிழுக்கு ஐம்பத்தி ரெண்டு பேர் அந்த அந்த தமிழ் என்பதுமே என்பது என்பதை என்பதை நாம் என்பதை நாம் உலகெல்லாம் பரஞ்சாற்ற வேண்டும் எளிர் தமிழை ஏற்றம் தரும் தமிழே மனதில் எண்ணி வேண்டும் அந்த காலத்திலேயே எங்கள் வானும் எங்கள் பலமும் மங்காத தமிழ் என்று சங்கம் ஒழுங்கு என்றார் நம் உண்டாசு கவி அப்பேற்பட்ட தமிழ்மொழிக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புதான் உலக மொழிகளில் எல்லாம் மொழி பெயர்க்கப்பட்ட ஒரே நூல் என்றால் திருமள்ளுவரையே கடலை புகுட்டி குறுக தெரிந்து குரல் என்றான் வெறும் ஏடுகளில் படித்தல் என்பது உதவாதது என கண்டிவிடக் அன்னை தமிழை அறியாதவனை எனவே அடியோடு அறிந்திட வேண்டும் தன்னை படித்தவனை யார் தடுத்தாலும் விட்டுவிடு ஆனால் தன் தாய்மொழியை படித்தவனை அவன் தாய் தடுத்தாலும் விடாதே தமிழில் முடியாததும் தமிழால் முடியாததும் ஏதும் இல்லை வேறு மொழி வெறு மொழியும் இல்லை எந்த தாய் தமிழே இந்திய நன்றி வணக்கம்